சேனல் சப்ஸ்கிரைபர் எனது அன்பான அனைத்து நண்பர்களுக்கும் வருக வருக எனது வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி சேனல் சப்ஸ்கிரைபர் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க welcome to my dear all friends my video like comment subscribe yeah bji koindra ji channel la ningalana subscribe pannina subscribe pannunga friends pagathile kudavel bell icon varu adha marakkam click pannunga friends appo na porra every video notice channel konna venaum friends yenna video ungalukku pidichana like pannunga so bye thanks for watching friends